நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் சுவைக்கறி அறியுமோ நாதன் உள்ள இருக்கான் உள்கடந்த நிலையே நாதன் நிலை ஆன்ம குரு தான் வந்து குரு உங்களுக்கு இந்த அளவுக்கெல்லாம் வந்து இந்த என்னென்னமோ குழப்பங்கள் நடந்துட்டு இருக்குல்ல அதுக்கெல்லாம் வந்து இந்த சயின்ஸ் மூலமாவே இது ஒன்னும் இல்லாத சயின்ஸு இது ஆரம்ப சயின்ஸு உண்மையை பற்றிய இந்த ஏக்கம்ன்ற இந்த ஒரே ஒன் ஒன்னாக இருக்கிற அந்த ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கிற அந்த பேரருப்பு பேரறிவு பேர் உணர்வு இது இது வந்து நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம் அதுவாகவே இருந்துட்டு இருக்கோம் ஆனால் விழிச்ச பிறகு எங்கேயோ கோட்டை விட்டா மாதிரியும் அதை பண்ணி அதை சாதகத்து மூலமாக அடையணும்லாம் நினைக்கிறோம் ஆனால் அ வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கடவுள்ன்ற வார்த்தையை கொடுத்து அங்கங்கே கோவில்களாக ஸ்தாபிச்சு இந்து மதத்தில் அங்கங்கே நம்ம கிருஷ்ணாவதாரத்துலேருந்து ராமாவதாரத்துலேருந்து எல்லா தெய்வங்களாக நரசிம்மமூர்த்தியிலேருந்து சகல பிரம்மா விஷ்ணு சிவன்லேருந்து அத்தனை பேரையும் அங்கங்கே ஸ்தாபிச்சு அது மூலமாக என்ன சொல்கிறாங்க உண்மையை இங்கே எப்படி நான் கோவிலில் உள்ள இன்னர்மோஸ்ட்டு சாங்டம் சாங்டரமில் அதை பதிச்சுருக்கேன் அதை சுற்றி அஞ்சு பிரகாரம் வச்சுருக்கேன் அஞ்சு கோஷங்கள் மாதிரி கரெக்டாக ஒன்று ஒன்றும் அப்புறம் வெளியில் உலகமே இருக்குது கோபுரத்துக்கு வெளியில் உலகமே பிரம்மாண்டமான உலகம் என்ன டிஸ்ட்ராக்ஷன் சமஷ்டி மாயா நம்மளுக்குள்ள இந்த இன்ன சேம்பர்ல மனமா இருக்கிறதே அங்க கோபுரத்துக்கு வெளியில உலகமாவும் நம்மளை குழப்பின் இருக்கு நீ இந்த உள்ள கடக்கணும்னா நேர நம்பிக்கை கொள் அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ண வேண்டியதா நம்பிக்கை கொள் உள்ளுக்குள்ள உனக்குள்ள இருக்கிறது வந்து அந்த பொருள் உள் கடந்து உன் புத்தியும் கடந்தேன்னா அங்க ஒண்ணும் இல்லாமதான் இப்ப நீங்க கரெக்டா சொன்னீங்க தியானத்தில் கரெக்ட ஒரு செகண்ட் வந்து கொண்டு வந்தீங்கன்னா எவ்ரி திங் மேனிஷஸ் அது வேனிஷிங் நினைச்சிட்டு இருக்கீங்க இட் இஸ் நாட் வேனிஷிங் இட் இஸ் அப்சல்யூட் ட்ரூத் ஆனா, அது உறுதிப்படாது இன்ன இந்த சைடு வந்து தாட்ஸ் ஆர் வெயிட்டிங் திங்கர்ஸ் ஆர் வெயிட்டிங் அவங்களோட சேர்ந்து வெளியில வந்து <coughs> இது எப்படி ஆகும்னா அப்புறம் தூக்கம் அதுல ஏதான கனவு வந்தா வரட்டும் அப்புறம் நனவு நிலை எல்லாம் சேர்ந்து டிஸ்டண்ட்டாக நின்றுட்டே இருக்கும் தனியாக நிற்கும் இது நீங்கள் இல்லைன்றதை வந்து அறுதிட்டு அதுவே உள்ளே வந்து உட்காந்து அறிவிச்சிரும் அறிவிச்சிட்டோம் முடிக்கும் நம்ம பண்ணுறது முடிக்கணும் ரமடை சொன்னது முடிக்கிற ஆன்மீகம் காலங்காலத்துக்கு உட்காந்துட்டு என்னென்னவோலாம் படிச்சுண்டு என்னென்னவோ பண்ணிண்டு மெடிடேஷன் கூட கூடாது என்ன தியான் ஒரு பெருமிஸ் செட் பண்ணிடுறீங்கள நான் அடுத்த ஒன் ஹவர் உட்காந்து நோ பண்ண போகிறேன் அப்படியே ஒருத்தன் இல்லை அவனை பார்க்கறது தானே தியானமே அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து ஒரு லொக்கேஷனாக இருக்கிற ஒரு இதன்டிவிட்டியை நாக் ஆஃப் பண்ணணும் இருக்கு சென்ட்ரிசிட்டியே அது அதுதான் சுயநலம் அதுல ஊர் இருக்குது ஒரு பூச்சி கூட தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு தலையை போய் நுழைச்சிக்கிறது இல்லை தானன்றது வந்து அதுன்னு நினைச்சின் இருக்குல்ல மனுஷனும் தாட்ஸில் விதவிதமாக பேசி பேசி பேசி எஸ்கேப் ஆகணும்னு பார்க்குறான்ல பயங்கள்லேருந்து என்ன பண்ணாலும் திருப்பி வந்து வந்து நட்ட நுடலில் வந்து நிற்கிறதா இல்லையா நான் போகிறதே இல்லை அது அது வந்து ஜென்மங்கள்லாம் எடுக்கிறது அது திருப்பி ஜென்மங்கள்ன்றது வந்து சயின்ஸ் சயின்டிஃபிக்காக தான் சொல்கிறாங்க அவங்க நீ வந்து இஷ்யூஸெல்லாம் உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கேன் உலகத்தை உண்மையு நினைச்சுட்டு இருக்கேன் உலகத்துல வாழற ஒன்ன வந்து தனியா நல்ல கிளியாரா ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி வச்சிட்ட இந்த உருப்படி நல்லா இருக்கணும் இந்த உருப்பிடிக்கு நிறைய பணம் கிடைக்கணும் இந்த உருப்படிக்கு நிறைய புகழ் கிடைக்கணும் இந்த உருப்படிக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னும் பொழுதே அதே அதே மாதிரி புத்திகள் தானே மார்க்கெட்லயும் இருக்கு ஆஹ் ஆரோக்கியம் வேணுமா வா யோகத்தினுடைய உச்சத்தை சொல்லி கொடுத்தவர் பதஞ்சலி மகரிஷி ஃபஸ்ட்டு ஸ்லோகமே என்ன சித்த விருத்தி யோக சித்த விருத்தி நிரோதக சித்தத்தில் அதாவது இந்த வாச விஷய வாசனைகள் இப்போ இவனுக்கு காத்தாலே எழுந்தவுன்னு அந்த அந்த எண்ணம் தான் என்னை எழுப்பித்து அந்த நினப்பு தான் என்னை எழுப்பித்துன்னு சொல்கிறான்ல அதை வந்து தெரிஞ்சுட்டு புரியுது ஓகே போகிறோம் இது வந்து நம்ம நல்லதுக்கு போகிறோம் நம்மளையே நம்ம பார்க்கறதுக்கு போகிறோம் இப்போ என்ன என்ன பார்க்க வரீர்கள் நீங்கள் சசங்கன்றது என்ன உங்கள் உங்களுடைய மனத்தில் எந்தெந்த இடத்துல எப்படி இப்படிலாம் எந்தெந்த லெவலில் நீங்கள் வந்து தேங்கியிருக்கீங்க நீங்கள் கிறிஸ்டலைஸ்டாக நானில் இருக்கீங்க எத்தனை நான்கள் எவ்வளோ வீரியத்தோடு உள்ள உட்காந்துருக்கு அடிப்படையில் ஒரு நானுமே இல்லையே பாந்து ஆழ்ந்த உறக்க விஞ்ஞானமும் தூக்கி வைக்கப்படுகிறது இங்கே கரெக்டா அதை தெரிஞ்சுக்கிட்டு தானே நீங்கள் வரீங்க அந்த மாதிரி இங்கே வந்து இந்த நீங்கள் ஆரம்பிக்கிறது இந்த ஒன் ஹவர் தியானம் சும்மாயிரு ஆரம்பிக்கிறது கூட ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் கிடைக்கும் உள்ள அப்படியே யோசனமயமா இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு ஞாபகம் வருதுல்ல யாருப்பா நீங்களும் அவேர்னஸ் அந்த சும்மாயிறு சொல்லற பண்ணும் பொழுது அஞ்சு கோஷங்களும் பியூரிஃபை ஆகுது பிரபஞ்சத்தினோட உண்மை வந்து அதாவது பிரபஞ்சத்தோட உண்மைன்னு பொயின்றது தான் உண்மை ஓகேவா பிரபஞ்சத்தோடு நம்பளும் அஞ்சு கோஷங்களும் எங்கேருந்து ஆனந்தமய கோஷத்துலேருந்து விஞ்ஞான மய கோஷத்துலேருந்து மனோமய கோஷத்துலேருந்து பிராணமய கோஷம் அன்னமய கோஷம் அப்புறம் உலகம் பிரம்மாண்டமான உலகம் தேசம் காலம் எல்லாமுமே வந்து மிரர் ரிஃப்ளெக்ஷன் என்னுடைய பாஸ்ட் அந்த என்னுடையன்றதை நான் நாக் ஆஃபே பார்க்கவே இல்லை நான் எந்த ஜென்மத்திலையும் பார்க்கலை அதுக்கு எனக்கு இந்த ஜென்மத்தில் என்னோடய லாங்குவேஜ் பேசுகிற மாதிரி என்னுடைய சயின்டிஃபிக்கு இங்கே இங்கே மாட்டின்றதெல்லாம் தானேங்க உங்களை வைக்கிறது கரெக்டா இவரே என்ன இந்த பரபரப்பான உலகத்தில் இந்த பனஞ்சாம்பாக்கிறதுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இதெல்லாம் நம்மளோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே கல்விஞானத்தை கேள்வி கேட்கலான்னு இருக்கிறேன் ஏன்னா நீங்க கோடிங் பத்தியும் பேசுறீங்க சயின்டிபிக்ஸ் பத்தியும் பேசுறீங்க மார்க்ஸ் பத்தி பேசுறீங்க எலக்ட்ரானிக்ஸ் பத்தி பேசுறீங்க லாங்குவேஜ் பத்தியும் பேசுறீங்க தமிழ் சன்ஸ்கிருதம் சோ இந்த கல்வி ஞானம் எங்கன்னு வந்தது எப்படி உருவாச்சு உங்களுக்கு எங்க அதாவது கல்வி கல்வி ஞானம் கிடையாது கல்வி தெரிஞ்சுக்கிறது போறது நாலேஜ் கிடையாது சூரியனுக்கு சூரியனை பத்தியே தெரியாது சூரியனை பத்தி சயின்ஸ் ஆக்கி நீங்க தான் போட்டு வச்சுருக்கீங்க போட்டு எந்திருக்கிறவனே யாரு விழிப்புநிலைக்கு வரவனே யாரு புத்தி மூலமாக இந்த மாதிரி என்னென்னமோ நிறைய நாலேஜெல்லாம் இருக்க மாதிரி நினைக்க நினச்சி நம்புறவன் யாரு அப்படின்னு அவன் பின்னாடியே நின்ந்தேன் பொறுமா அவன் பின்னாடி நான் எல்லாத்துக்கும் வந்து அஞ்சு கோஷங்களுக்கு பின்னாடி இருக்கிறேன் எந்த இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நானாக எழுந்துக்கிறது இதுதான் உலகமாக நிற்கிறது அதை பற்றி எனக்கு சந்தேகம் போயிடுச்சு இதை பார்க்கும்போதே எனக்கு உலகம் மறைஞ்சு போய்டுது எல்லாருக்குமே மறைஞ்சு போயிடும் அதனால தான் இல்லாதது உலகம் நீங்க மறைக்கவே தானா மறை அதாவது அதை மறந்து போக வேண்டிய மறைப்புக்கு ஆட்பட வேண்டிய உங்களையும் சேர்த்து இல்லாம பண்றதா இல்லையா அப்படின்னா அந்த அந்த சயின்ஸ் தானே எல்லாத்தனோட சயின்ஸ் முடியும் அதை தானே இவங்க வந்து அற்புதமான ஒரே வார்த்தை உபதேச வார்த்தையா கடவுள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து எனக்கு வந்து பன்னெண்டு வயசுலேருந்து ஆரம்பிச்சிருச்சு பன்னெண்டு வயசுலேருந்து ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து இந்த உலக படிப்புல வந்து பிகாம் தான் அந்த பிகாமை கூட நாலு வருஷம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஈவினிங் காலேஜ் ஆரம்பித்தப்போ இப்போவே பதினாறு வயசுலேருந்து வேலை பண்ணிட்டு அந்த நாலு வருஷம் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து கூட ஈவினிங் தான் போய் படித்தேன் அது சும்மா படித்தேன்னே தவிர இந்த உள்ளுக்குள்ள போட்டு இது பண்றது வந்து ஒவ்வொரு நுணுக்கமான என்னுடைய உடல் அசைவுகள் என்னுடைய மனத்துல நடக்கிற எல்லா விதமான மூமெண்ட்ஸு புத்தில நடக்கிற மூமெண்ட்ஸ் ஒரு ஒன்னுத்தை வந்து தீர்மானமா வந்து ஓ இது இப்படித்தான் இருக்கு அப்படின்னு என் புத்தி வந்து எதையாவது சொல்லும் பொழுது அந்த புத்தியே பார்ப்பேன் இப்படி அறுதிட்டு நீ சொல்லிருக்க அப்படின்னு பார்ப்பேன் புரியுதா அப்படியே வந்து நான் என்ன பண்ணேன் உள்ள உள்ள உள்ள உள்ள உள்ள உள்ள உள்ள உள்ள உள்ள உள்ள உள்ள திங்க் இருக்கு ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா ஹூ ஹூ ஃபீல்ஸ் திஸ் ஃபீலிங் ஹூ இஸ் த ஃபீலர் ஆஃப் திஸ் ஃபீலிங் அவன் ஏன் இப்படி சங்கடமாக இருக்கான் அவன் ஏன் எப்படி இருக்கான் அப்படின்றதுக்குலாம் பின்னாடி பின்னாடி பின்னாடி போய் ஏன்னா எனக்கு ஐ வாண்ட் த ஃபவுண்டேஷன் இது நாலெட்ஜ் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிற நாலெட்ஜ் என்ன இங்கே வந்து எது சத்தியம் என் புத்திக்குள்ள நான் எடுத்த முடிவுகளா இல்லை அந்த புத்தியே வந்து யாரு அப்படின்னு எல்லாம் எனக்கு பன்னெண்டு வயசுலேருந்து போக ஆரம்பிச்சிருச்சு போக ஆரம்பிச்சு அவரு சைடு வாழ்க்கை போயிட்டு இருக்கும் வாழ்க்கையே தான காலம் வேற ஏன்னா இந்த பீலிங்ஸ் வந்து நானும் வெளிப்படுறேன் என்னுடைய சக மனிதர்களும் எல்லாரும் என்னுடைய நானே தானே நான் வந்து எண்ணில் உங்களை பாக்குறேன் உங்களையும் நானாவே பாக்குறேன் அப்படி இருந்தா தானே வந்து நான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் வந்து உங்களை ஆராயறது விட்டுட்டு உலகத்தை இடப்படுறதுலாம் விட்டுட்டு உங்களை நானா பார்த்தாதானேங்க எனக்கு ஃபர்ஸ்ட் கருணையே வரும் சரி நம்ம ஃபஸ்ட்டு போவோம் என்ன சப்ஜெக்ட் இது இந்த சப்ஜெக்டை ஃபுல்லாக உள்ளுக்குள்ள மூழ்கி இதனுடைய ஆணி வேரில் போய் என்ன இருக்கு இந்த பிரபஞ்சத்தில் ட்ரூத் அறிவுன்னு இருந்தேன்னா அது எப்படி இருக்குது சத்தியம்னு இருந்தால் அது எப்படி இருக்குது ஒரு உணர்வுன்னு இருந்தேன்னா எல்லாம் உணர்வு எல்லாம் உணர்வு காமிக்கிறது இல்லையா உணர்வு இல்லாமல் ஒன்றுமே இல்லையே உணர்வுன்னா என்ன மனிதங்கிட்ட உணர்ச்சி அஞ்சறி வரைக்கும் உணர்ச்சி ஒரு நாய் வந்து பைத்திய கார்த்தனம் பண்ணுறது இடி செலத்துக்கு <sekatsu> <parents> light and டார்க்னஸ் மாதிரி இருக்கும் இது அப்படியே அதாவது இது இல்லவே இல்லை புத்தி மூலமாக நம்ம அடையிறது வந்து இல்லவே இல்லைப்பா ஆனால் புத்தி மூலமாக அடையிறதெல்லாம் வந்து நான் இல்லை இல்லைன்னு சொல்கிறத நான் என் ஃபீலிங்கில் வந்து கன்வின்சிங்காக சயின்டிஃபிக்காக அந்த பொருளையும் வச்சு உணர்ந்து இது இல்லை இதுவும் அதுவே அதுவும் அதுவே இதுவும் அதுவே அது எல்லாம் எல்லா விஞ்ஞானங்களும் அங்க போய் மரிச்சாரு மல்டிபடா இருக்கு எனக்கு ஒரு ஒரு மொபைல ஒரு புதுசா மொபைல் வரும் பொழுது அதுக்கு முன்னாடி சார்ஜ இது அது பேர் என்ன அது பேர் என்ன இது ஒண்ணு ஒன்று இருக்கும் இருந்தது ஒரு காலம் ஒரு இருபது வருஷம் முன்னாடி ஞாபகம் இருக்காத்த ஒரு லைன் தான் கொடுக்க முடியும் அந்த மாதிரி பேஜர் அதுக்கப்புறம் இந்த பிகினிங் மொபைல்லாம் வந்தது இப்போதான் ஒரு பத்து வருஷமாக ஸ்மார்ட் ஃபோனு இது ஃபோர் வரைக்கும் வந்திருக்கு எல்லாத்தினுடைய இதையும் பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இதெல்லாம் பார்க்கற நான் தானே இப்போ உயிர்பொருளாக இருக்கேன் சரி இந்த உயிரும் உண்மை உயிரான்னு பாக்குறேன் இதுவும் வேக்கிங் ஸ்டேட் உயிரா வந்துட்டு வந்துட்டு போறது விழிப்பு நிலைக்கு மாத்திரம் வந்துட்டு சோ விழிப்பு நிலையில இந்த பௌதீகமா உடம்பா நான் தென்பட்டாலும் எனக்கே நான் தென்பட்டாலும் உலகத்துக்கும் நான் தென்பட்டாலும் ஆனா இந்த பௌதீக தோற்றத்தை வச்சின்றது கூட மனம்ன்ற அடுத்த இமிடியே தெரிஞ்சு போச்சது புரியுதா மனம்ன்றது சாப்ட்வேர் இது ஹார்ட்வேர் தானே இது மானிட்டர் மாதிரி தானே டிவி டிவி என்ன ஹார்ட்வேர் ஹார்ட் மானிட்டர் எங்கேருந்து வருது சிக்னல்ஸ் எங்கேருந்து வருது உலகத்தில் இருக்கிற அஞ்சாயிரம் சேனல்ஸும் ஒரு கரண்ட்டில் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவென்சியில் ஒரு செட்டாப் பாக்ஸில் ஒரு கம்பெனி அதை எடுத்திருக்கான் அவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான் அந்த கேபிள் ஒயராக கொண்டு வந்து அங்கே வைக்கிறான் அதை அத்தனை சேனல்ஸ்க்கும் நம்பரை போட்டு தனி தனித்தனியாக ஃப்ரீ இது பண்ணி வச்சிருக்கான் இதுக்கெல்லாம் அடிப்படையாக அவங்களும் அதே கரண்ட்டை யூஸ் பண்ணி ப்ரோக்ராமை ஷூட் பண்ணுறாங்க கேமரா வச்சு அந்த கேமரான்றதும் ஒரு ஜட பொருள் அதை இயக்கிற புத்தி வந்து அது மாதிரி ஆங்கிள் எல்லாம் அதை இயக்குன்னு இருக்கு ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் வந்து சூக்மோ அதிசூட்சமோ அதிசூக்ஷமோ பார்த்தா ஆன்மபொருள் புரியுதா அப்படின்னா வெறும் இது பிகாம் கூட சும்மா ஏதோ படிக்க வச்சிருக்கு தெரியுது தேடி ஒரு விஞ்ஞானியினுடைய புத்தி எந்த அளவுக்கு போயின் இருக்குன்றத நான் பாக்கிறேன் மொத்த ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்றதெல்லாம் எடுத்த சொல்றேன் ஒன்னு அம்மா அப்பாவும் சொல்லி கொடுக்கறது தவறிடுறாங்க கால சூழ்நிலையில பெரியவங்களோட இருந்து பேசுறது அந்த பழக்கங்கள்லாம் எதுவுமே இல்லாம மரபு மாறி போயிடுச்சு நான் உனக்கு வந்து அஞ்சு உனக்கு எத்தனை சப்ஜெக்ட் மொத்தம் அஞ்சு அஞ்சு ஹார்ட் இது ஒன்னு இருக்கும் ப்ரையாரிட்டியில் கீழே கீழே போடுறது கரெக்டாக ஸோ அந்த மாதிரி வந்து இது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு உங்ககிட்ட ஏதோ ஒரு நாலெட்ஜ் தானே உங்ககிட்ட இப்போ இருக்கிற நாலேஜ் தானே அதுக்குள்ளே மோட்டிவேட் பண்ணுறது சோஷியல் ஸ்டடிஸ் தான் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்றா இட் டேக்கிங் டியர் டு யுவர் ஹார்ட் இல்லை அந்த மாதிரி அது ஒன்று பிடிக்கும்னு சொல்கிறதோ இன்னொன்று பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கோ நீத்தன் இருக்கணும் இல்லைங்க அதை பிடிச்ச வேணாம் முதல்ல அதுக்கு முன்னாடி ப்ரீ சப்போஸா அவன்தானே இருக்கணும் கரெக்டா இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம் எல்லாரும் உன்ன மாதிரி உங்க குடும்பமே போகிறது பத்து பசங்களோடு போகிறது யார் யாருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்றும் சொல்லுவீங்கல்ல அதை போல இங்கே வந்து எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காதது அப்படின்றதெல்லாம் இருந்துட்டு இருக்குல்ல அந்த எனக்குன்றதையே யாருன்றத இதே மாதிரி சயின்ஸ் மாதிரி நீயே ஒன்று உனக்குள்ளே போகணும் உலக பசங்களே போகணும் இப்போ நீ ஆடுற கம்ப்யூட்டர் கேமேன் ஃப்ரெண்ட் ஆட மாட்டான் அவன் வேறே அது போர்டா இதுதான்டா அப்படின்னு அவன் ஆடின்ட்ருப்பான் நீ ஒன்று ஆடின்ருப்பில்ல அப்படி அந்த அதுலலாம் அந்த கேம்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல அத விட சூப்பர் த்ரில்லிங் இது வந்து நீதான். தான் மனம் தான் அந்த மாதிரி கேமை வந்து நீ பார்த்துருக்கவே மாட்டேன் அதுக்கு வந்து நீ வந்து தினம் தினம் உங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தது தான் உணக்கம் தயனும் காத்தால் இருந்தவன்ன ஒன்று என்ன பண்ணு அன்லோட் பண்ணு எந்த ஹேமந்தும் உள்ளே இருக்கக்கூடாது ஃப்ரீதா இது டு ஸ்டார்ட் வித் இது நான் எல்லா ஸ்கூல்ஸுக்குமே சொல்லலான் இருக்கேன் எல்லா பசங்களுக்கும் பன்னெண்டு வயசுலேருந்து எந்த கிளாஸும் அவங்களுக்கு வந்து இன்டென்ஸாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போனோம் நீ வந்து ஒரு கேமில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிற கம்ப்யூட்டர் கேமில் அது வந்து ஏதோ உன்னை வந்து அட்ராக்ட் பண்ணுறது அதை போல் வந்து யாரு உன்னை வந்து உங்ககிட்டயே ஆரிஜினேட் ஆற அந்த ஹூஇஸ் கெட்டிங் அட்ராக்ட் அது நீ தானே அவனே யாருன்னு பாக்குற அதுக்கு என்ன பண்ணணும் வெறுமை வந்து விதவிதமான நிறைய இருக்கு ரீசனிங்கோட சொல்லி கொடுப்பேன் புரியுதா எல்லா பசங்களுக்கும் அதே மாதிரி இந்த பாதையில இருக்கிற உங்க அம்மாவே டீச் பண்ண ஆரம்பிச்சிருவா யாருன்னு உள்ள பாக்குறது புரியுதா எல்லாத்தையும் பின்னாடி பின்னாடி பின்னாடி பின்னாடி போய் நிக்கணும் வந்து நிக்கணும் அந்த ஒரு மணி நேரம் மொத்தம் நீ வந்து இந்த உலகத்தில் வந்து இது இன்னர் கேம் பிளே ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா ஒரு கிரிக்கெட் அவ்வளோ திருள் கிடையாது இங்கே வந்து பால் வந்துட்டே இருக்கும் என்ன பால் வருதுன்னே தெரியாது திடீர்னு கிரிக்கெட் பால் ஃபுட் வரும் மூணு ஸ்டம்பும் போய் எக்கிடுவோம் திடீர்ந்து கிரிக்கெட் வந்து பாக்ஸிங்காக மாறிடும் ரெஸ்லிங்காக மாறிடும் எல்லாம் நடக்கும் உள்ள ஆனால் வந்து அது அதெல்லாம் நம்ம எதுவும் திடுக்குறாமல் இருக்கணும் புரியுதா எங்கேயாவது எதுக்காவது பயந்தோன்னா கூட அந்த பயமே நம்ம வாழ்க்கையிடும் பயம் எல்லா பயத்தையும் உடைச்சிட்டு பியூர் அறிவு தூய அறிவுன்னு ஒரு அறிவு உள்ள தூக்கம் மாதிரியே இருக்குதா பழச்சின்னு இருக்கு இப்போ இப்படி பகலில் வந்து ஒவ்வொரு கன்ஃபியூஷன் இல்லை இல்லை நம்மளுக்கு எது எது எங்கே இருக்குன்னு வலிச்சான் தானே சூரிய வெளிச்சத்தில் தெரிஞ்சுடுறதில்ல அத போல அதில் வந்து இந்த உலகம் உன்னுடைய படிப்பு அது மூலமாக நீ என்னவோ ஹேமந்த் ஃபியூச்சரில் மாறப்போகிறது அப்படின்றதெல்லாம் கூட அப்புறம் இன்னைக்கு இந்த மூமெண்ட் ஹேமந்த் யாரு இந்த உள்ளுக்குள்ள இந்த மாதிரி தாட் பேட்டர்ன்ஸ் வந்ததுன்னா அந்த திங்கர் அந்த திங்கருக்கு பின்னாடி போய் நிற்கிறது புரியுதா அவனே யாருக்கு இப்போ வந்து உள்ளுக்குள்ள நீ உட்காருவேன் இப்போ சொல்கிறத நீ பண்ண ஆரம்பிக்கிற வச்சுக்கோ இப்போவே பண்ணுறீ மூணு பேரும் பண்ணுறீங்களா ம் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம இதை ஆன் பண்ணுவோம் லட்டி ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துட்றேன் அது கூட லெட் இட் கெட் ரெக்கார்ட் மூணு பேரும் பண்ணுங்க என்ன பண்ண பாருங்க எல்லாருக்குமே போது என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற யாராக இருந்தாலும் உன் பேர் என்ன ஹேமந்த் ஹேமந்துக்கு ஃபஸ்ட்டு ஹேமந்த் உள்ளே இருக்கக்கூடாது சரியா ஒரு ஒரு ஆடியோ டாக் மாதிரி இருக்கக்கூடாது ஒரு ஃபீலிங்காக என்ன எப்படி சொல்கிறார அப்படின்னு ஏதோ ஒரு ஃபீலிங்காகவும் இருக்கக்கூடாது அப்புறம் அந்த அட்டென்ஷனாகவும் இருக்கக்கூடாது ஹேமந்த் இருக்கவே அதே மாதிரி உங்களுக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் சரியா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணுங்க நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் கண்ண தொடங்க யார் இருந்தாலும் கிடையாது இது கிடையாது அதை கூட சொல்லாமல் அளவுக்கு சுவிப்டா பண்ணணும் புரியுதா சுப்டா பின்னாடி போய் நிற்கிறதுனா என்ன அர்த்தம் அங்கே போய் அப்படி போய் நிற்கணும் அப்படி போய் நிக்காடி பின்னாடி இது கிடையாது இது கிடையாதுன்னா பிரபஞ்சமே கிடையாது புரியுதா அதெல்லாம் நான் என்ன இதுன்னு சொல்றேன் இதனோட எஃபெக்ட பார்ப்போம் நீங்க பண்ண ஆரம்பிங்க எல்லாரும் பண்ண ஆரம்பிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் அந்த ட்ரை பண்ணு ரெஸ்ட் பண்ணல அப்படின்றது வந்து தானா தான் செட் ஆயிடுச்சு ஆ சரி கன்டினியூசா அதுக்கு ஃபைட் பண்ணாம அப்படியே லெட் இட் கோ அப்படிங்கிற மாதிரி பண்ணி பண்ணுது. இது இது வந்து உங்களே ஏன் அந்த மாதிரி பண்ண தோணுச்சு? லெட் கோன்றது ஏன் வந்திருக்கு உங்களுக்கு? அந்த லெட் கோன்றது ஏன் வந்ததுன்னா ஒரு போராட்ட மாதிரி ஒரு ஒரு இப்ப பாரு எல்லாதுக்கு உள்ள அந்த ஒரு எதுக்கு அதுக்கு அப்படி ஒரு எது இருக்கு. ஆமா இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் அப்படியே அந்த எப்படி அலைகள் வந்து காமாவும் அப்படின்ற மாதிரி இருந்தது இப்ப எப்படி இருக்கு எனக்கு எல்லாமும் காமிக்க எந்திரும்பினாலும் எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி கவிதை எல்லாம் எழுதவே தெரியாது ஒரு ஒருத்தர் வந்து ஒரு உள்ளது நாற்பது ஏன்னா இந்த ரமண வழி நாற்பதுன்னு ஒருத்தர் அவராக அவரோட இன்டர்பிரேஷனாக ஒரு நாற்பது சூழலாக போட்டு எழுதி கொடுத்தாரு பார்த்தோம்னா தானாக எனக்கு பதில் கவிதையாகவே வந்தது வெண்பாய் இலக்கணத்தோடு எழுதிட்டேன் வெரி குட் ஃபுல்லாக எழுதிட்டேன் அதுக்கப்புறம் நிறைய கவிதைகள் பாட்டுக்கள்லாம் கூட வந்திருக்கு ஃபுல்லாக பாட்டுக்கள் நிறையா போட்டிருக்கும் நூறு பாட்டுகள் வந்து எல்லாம் கவிதைகள் அப்படி அப்படி பார்த்தா அது வந்துடு வந்துடும் ஏன்னா வந்து அந்த பொருள் அந்நியமா எந்த சித்துகளும் அவேர்னஸ்க்கு அந்நியமா ஒரு டேலண்ட் கிடையாது ஒரு ஸ்கில் கிடையாது பிரபஞ்சமே கிடையாது தேங்கினதுதான் கலைகள் கலைகள்லாம் என்ன தேக்கம் அறிவோட தேக்கம் அது வந்து ஒரு வீணையை அப்படி சொன்ன பண்ணிட்டு அது பெரிய வீணை பாண்டித்யம் பொருமா வீணா வாசிக்கிற டேலண்ட்டு ப்ளூட்டோ வாசிக்கிற டேலண்ட் கவிதை எழுதுகிற டேலண்ட்டு வரைகிற டேலண்ட் நடிக்கிற டேலண்ட் பாடுற டேலண்ட் எல்லாம் வந்து டேலண்ட்டெல்லாம் என்ன பரம்பொருள்லேருந்து தவறி தன்னை சின்ன உணர்ச்சிகளில் மாட்டின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் பிறவிகளில் ஜீனிஸாக வரா வந்து முழுமையான பொருளது தான் ஞானம் முழுமையான பொருள் இங்க இருக்கு ஆழ்ந்த உரத்துல இருக்கு அதை நோக்கிய டிராவல் தான் இப்ப பண்ணீங்க அதுலயும் இமீடியா ரிலாக்ஸேஷன் கரெக்டா நீங்க இப்ப தெரிஞ்சிருத்தா உங்களுக்கு தெரிஞ்சிருத்தா அதுதான் வேணும் நீங்க சொல்லுங்க எனக்கு உள்ள எ தூக்கத்துல காலியா இருக்கோமா இருக்கோமா பண்ணுங்க மீதி சமயத்துல நல்லா காமன் சென்சோட நடக்கும் பொழுது பேசும்பொழுது கிச்சன்ல வேலை பண்ணும்போது இதுக்கு போகும்பொழுது ஸ்கூலுக்கு போகும்பொழுது வரும்பொழுது ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் போகும்பொழுது டுவெண்ட்டி ஃபோர் பை செவனில் வந்து உள்ளுக்குள்ளே எது நடந்தாலும் அந்த தனி ரேக்கா அந்த தனி ரேக்கா எண்ணமாக எழுந்தாலும் சரி எண்ணுபவனாக எழுந்தாலும் சரி ரொம்ப காம்பிளிகேஷனே வேண்டாம் என்னாடி போயிட்டு இருந்துட்டு வெறுமை பாருங்க அவ்வளோதான் உடனே வந்து அந்த இடம் கலி ஆயிடும் இந்த மாதிரி சிறுக சிறுக சேமிக்கணும் சுகத்தை சேமிக்கணும் வெயிட்லெஸ்னஸ்ஸாக சேமிக்கணும் நம்ம ரூட்ஸுக்கு போகிறோம் நம்ம வந்து மெய்ப்பொருள் நம்மளுடைய யதார்த்த சுருமம் வந்து நம்ம பரம்பொருளே பரம ஞானியே ஞானமே நம்மளுடைய நிலை போருமா இதுதான் முக்தி எங்கேயோ இல்லை உடம்பு ஆசிரமத்தில் இல்லை என்னமோ இதில் இல்லை உடம்பு மூலமாக என்னமோ முக்தி இல்லை சித்துக்கள் தெரிஞ்சிக்கிறது மூலமாக என்னமோ அப்படியே நீங்கள் அப்படியே வேப்பரைஸ் ஆகி டிமெட்டீரியலை எங்கயும் மறைஞ்சு பொருள் முக்தி கிடையாது உள்ள ஒண்ணுமே இருக்காது வெட்ட வெளி சித் அம்பரம் அதாவது அறிவே பெரிய ஆகாசமா இருக்கும் ஆக்சுவலா இதுல மெய்ஞானத்துல அடிப்படை என்னன்னா ஆன்மபொருள் எங்க தஞ்சம் அடைஞ்சிருக்குன்னா அதாவது இமிடியா அவைலபிளா எங்க இருக்குன்னா வெட்ட வெளியில தான் வெட்ட வெளி தியானம்னே சொல்லுவாங்க திருப்பி வெட்ட வெளியக்கூட ஒரு அப்சர்வர் வரக்கூடாது ஏன்னா எல்லாம் வந்து இந்த அப்சர்வர் கிட்ட தான் வந்து நிற்கணும்ன்றதுதான் உள்கடை அதுக்காம இல்லாட்டி அவங்க வந்து ஏன் வெட்டவெளி தியானம்னு சொல்லிட்டு கோயிலே கட்டாமல் விட்டுருக்கலாம்ல ஏன் வந்து உள்கடைன்னு சொல்லிட்டு அது கடவுள்னு பேரும் கொடுத்து ஒரு லிங்கத்தையோ ஒரு பெருமாளையோ வச்சு சரியா இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத தெய்வங்கள் நம்பர் ஆஃப் தெய்வங்கள் எங்கேயுமே இருக்க முடியாது கரெக்டா ம் எவ்வளவா இருக்கும் ஆயிரக்கணக்கில் இருக்கும் கரெக்டா அதெல்லாம் ஆக்சுவலாக வந்து ஆன்ம ஞானத்துல எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சொல்றேன் அதாவது சில பேருக்கு வந்து விநாயகர் பக் மேல ரொம்ப பக்தியாருக்கும் அப்போ என்னாவும் தம்பி முருகன் கோச்சுருவானோ அப்படின்னு சொல்லி முருகன் இவருக்கு ஒரு மணி நேரம் பண்ணால் அவருக்கு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஒரு நாலேஜ் செய்வோமே அப்படின்னு இருக்கும் சரி இவங்க ரெண்டு பேரும் சொல்லுவோம் பார்வதி கோவம் வந்துருமோ அம்மாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்படி போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் சுலோவன் அளவுக்கு வந்து ஒரு பயங்கர கன்ஃபியூஷன் அதாவது நம்மளை மாதிரியே நினைக்க வைக்கிறது புரியுதா தெய்வங்களையும் என்ன பண்ணுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போகாமல் கொண்டா மாதிரி இவர் கூட முருகன் கூட மூணு உலகத்தை வந்து இவருக்கு ஞானப்பழம் கிடைக்கலெண்டு கோச்சுட்டு போன மாதிரி ஒரு ஃபேமிலி சண்டை மாதிரிலாம் வந்து உருவப்படுத்தி சொல்லலேயே பெரிய பெரிய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது பூர்வமாக அம்மா அப்பா அம்மாவை மூணு தடவை சுற்றிட்டு விநாயகர் வாங்கிண்ட மாதிரி சொல்கிறார் ஆக்சுவலாக வந்து அப்பா அம்மாங்கிறது என்னது அதாவது நம்ம சோர்ஸ் இந்த சோர்ஸ் வந்து உள்ளேதான் இருக்குது இதுக்கு உலகங்கள் எல்லாம் சுத்த வேண்டிய அவசியம் இல்லை சோர்ஸ் என்ன நனவு நிலை கனவு நிலை தூக்க நிலை மூணு தானே மூணு சுத்தும் சுத்திட்டு ஞானப்பழம் வந்துடுதுன்றாரு மூணு சுத்தம் எதாவது சுத்தினாரு நனவு கனவுல தெரிய நனவுல தெரியறவா அப்பா அம்மா கனவுல நம்ம அகந்தையே அதை கற்பிக்கிறது அப்பா அம்மாவை கூட தனி நானா அருகதியா இழுந்து எங்கெங்கயோ சுத்துறோம் இல்லை இந்த மூணுமே பிசிக்கல் காஸ்மாஸ் கனவு மாதிரி இருக்கிற புய் காஸ் தூக்கம்ன்ற காஸ்மாசும் அறவே இல்லாமல் ஒரே ஒரு சத்தியம் இருக்கு அந்த மாதிரி அதெல்லாம் டிபிக் பண்ணுற மாதிரி நிறைய புராண கதைகளுக்கு ஏகப்பட்ட மீனிங் இருக்கு எல்லாமுமே உள் மீனிங் தான் இப்போ வந்து இந்த மாதிரி சப்போஸ் வந்து ஒரு ஒரு சிற்பி வந்து ஒரு பாறையில் ஒரு பெரிய பாறை இந்த பரிமாணத்தில் இருக்குன்னு வச்சுங்க இங்க வந்து ஒரு விநாயகர் விநாயகர் இன்னொரு படம் வயலில் போற மாதிரி இது வந்து முருகர் இங்க வந்து பார்வதி இது பார்வதி இது சிவன் லிங்க ரோமா இங்க வந்து வெங்கடாஜலபதி வச்சுங்க பெருசா வெங்கடாஜலபதி இங்க வந்து ஒரு தெய்வம் சொல்லுங்களா விஷ்ணு ரங்கநாதர் திருப்பார் கடல்ல படுத்துட்டு இருக்காரு வச்சுங்க அப்படி இது சிவன் இது இது ஏழு மலையான் இதுவெல்லாம் தெய்வங்கள் கரெக்டா இவா எல்லாரும் யாரு தெய்வங்கள் நம்ம விழிப்பு நிலையில நம்ம கோயில்களா ஸ்தாபிச்சு இந்து மதத்துல நீங்க எல்லாம் போய் ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலா உள்கடக்கிறதுக்கு உள்கடக்கிறதுக்கு சொல்றாங்க ஏன் அந்த உள்கட இங்க எப்படி சிங்கரனே சொதுன்னு பார்த்தீங்கன்னா இப்ப வந்து இது எல்லா விக்கிரகங்களும் எதுல இருக்கு ஒரு பாறையில இருக்கு இது வந்து ஒரு பெரிய கல் கல் பாறை தான் ஒரே பொருள் அப்படின்றது வந்து இந்த கல் பாறை மாதிரி பொருமா ஏன்னா உண்மையில வந்து இங்க விநாயகர் இல்ல பாறையில ஒரு விதமான காட்சிக்கு விநாயகர்னு பேரு கரெக்டா பாறையில இன்னொரு விதமான காட்சிக்கு முருகர்னு பேரு பாறையில இன்னொரு விதமான காட்சிக்கு பார்வதினு பேரு சிவன் பேரு ஏழுமலையான்னு பேரு விஷ்ணுனு பேரு என்னென்னமோ அனைத்து கூட எல்லா மதங்களையும் கொடுத்துங்க ஆனா இது எல்லாமுமே எழுந்துட்ட புத்திக்கு கற்பிக்கப்பட்டவைகள் தானே அந்த தெய்வங்கள்னு சொல்லப்படுற அவாளும் வந்து இந்த இதே மாதிரி அதே புத்தி வந்து எங்கேந்து வருது எல்லாமே ஒரே பேரருப்பு ஒரே பேரறிவு ஒரே பேருணர்வு அதுதானே இந்த கல்பாறை அதுலேருந்து எழுந்துன்றது தானே உங்களோட நம்பிக்கைகள் தானே விநாயகர் மேலே எனக்கு ரொம்ப பக்தி எழுமலையான மேலே எனக்கு பக்தி எனக்கு ஜீசஸ் மேலே பக்தி எனக்கு இன்னொரு மதத்து மேலே இன்னொரு பக்தி அப்படின்னு நம்ம பிரிஞ்சு நிற்கிறோம் ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கும் இது வேற மதமாக இருக்கட்டும் வேற வேறு விஷ்ணுவை போய் நான் வழிபடுறேன்னு வச்சுக்கோங்க ஆக்சுவலாக நான் அடையிறது இதை தானே இந்த கல்பாறைன்றது ஆன்ம இது இல்லம் கிடையாது வேற மதமே இருந்தா கூட சேர்க்கிறது அதுவும் இட் இஸ் தானே இதுக்குள்ளே ஒரு நாத்திகம் இருக்குல்லாம் ஆத்திகர்கள் புரியுதுங்களா இவங்க எல்லாம் ஆத்திகர்கள் இவங்க நாத்திகர்கள் வச்சுங்க இவங்க என்ன நம்புறாங்க புத்தில வந்து இந்த மாதிரி பைத்திக்கர் லஜிக்கா இருக்கு லாஜிக்கு புத்தி வேணுமா இல்லையா அந்த புத்தி ஆழ்ந்த உரத்துல இல்ல இல்ல அதுதானே ஆன்மஞானம் பேரிருப்பு பேரறிவி பேருணர்வு தானே அதுக்கு அந்நியமா நாத்திகமும் இல்ல இல்ல எழுந்துட்டவ இதெல்லாம் இல்லைன்ற ஒரு லாஜிக்ல தானே இதுவா இருக்கான் என்னங்க அதே மாதிரி இதெல்லாம் இருக்குன்ற இதில் இருக்கிறவங்க தானே இவங்க ஆத்திகர்கள் பக்தி புரியறவங்க கோயிலுக்கு போறவங்க எல்லாம் பண்றவங்க ஆனால் உண்மையில் நடக்கிறது என்ன ஆன்மஞ்சானம் அதுக்கு தான் நேரடியாக நீ ஆன்மஞானத்துக்கே போனே நான் வடிக்கப்பட்டு விநாயகரை போய் நீங்கள் கும்பிடும் பொழுது உங்களுக்கு வந்து ஆன்ம ஞான சசங்கம் காதல வந்து விழுறதுன்னு வச்சுங்க விநாயகர் சோசனம் சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்போ ஆன்ம ஞான தத்துவமே உங்களுக்கு வந்து விழுந்து வச்சுங்க அப்ப விநாயகரே சந்தோஷப்படுவார் அப்பா நான் ஒரு வெறும் இவனுடைய கற்பனையில முளைச்ச நம்பிக்கைன்றதை என் புரிஞ்சுட்டானே நான் எங்க செதுக்கப்பட்டிருக்கேன்னா ஆன்ம ஞான ஆன்ம விஞ்ஞானத்துல தான் செதுக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவரும் சந்தோஷப்படுவாராம் வேற வேற மதங்கள்ல இருக்கிறவங்களும் சந்தோஷப்படுவாங்களாம் புரியுதா நாத்திகர்களும் சந்தோஷப்படுவாங்களாம் ஆனா நாத்திகமும் இல்ல ஆத்திகமும் இல்லாத ஒரு விஞ்ஞானம் இருக்காமே பேரிருப்பை பத்தி பேரறிவை பத்தி இதுதானே இந்த சயின்சஸ் கூட பிசிக்கல் சயின்சஸ் கூட குவாண்டம் இன்ஜினியரிங் இது இதுல போயிட்டு இருக்கு பிக் பேங்குக்கு முன்னாடி எல்லாம் போயிட்டு அதுவே இங்க வந்து மெய்ஞானிகள் போயிருக்காங்களே அவங்க ரமண வந்து தனித்து வழிபட்டவரா அருணாச்சலம்ன்றது வந்து அந்த அச்சலத்தன்மையை வர்ணிக்கிறாரு அவரு அருணாச்சலத்தை ஏன் பிடிச்சிட்டாரு நேர அதுவே அந்த பேர் இருப்பு அசையாத இருப்பு அது ஃபஸ்ட்டு ஸ்டில்னஸ்ஸு ரிலேட்டிவ் நாலேஜில் அசைவுகள் எல்லாம் அசையாமையை தானே பற்றுக்கொடா வச்சுருக்க முடியும் கரெக்டா நம்ம விழிச்சின்ற நம்ம உடம்புல ஒரு காலத்துக்கு முன்னாடி இதே இதே பூமியில இந்த உடம்புல இவன்னு சொல்லப்படுற இந்த எண்ணங்கள் இல்லை இவன்னு சொல்லப்படுற இந்த உணர்ச்சிகள் இல்லை இந்த புத்தினுடைய கவனங்கள் இல்லை ஆனா என்னென்னவாவோ இருந்திருக்குல்ல அதே கவனம் வேற உடம்புகள்ல கூட இருந்திருக்கலாம் அப்படி வந்து இந்த உடம்புகள் கூட உள்ளுக்குள்ளேயும் இயக்கங்கள் வெளியிலையும் ஒட்டு மொத்தமா பிறவைகள் பிரபஞ்சத்திலையும் கோள்கள் எல்லாம் வந்து எங்க அசைஞ்சுகிட்டு இருக்கு மூப்பு மூவாயிட்டே இருக்கு எண்ணங்களும் அசைஞ்சுக்கிட்டு இருக்கு புத்தில கவனங்களும் அசைஞ்சுட்டு இருக்கு பட் இவைகளுக்கெல்லாம் அசையாத ஒரு அறிவு வெளி இருந்தா தானே இந்த அசைவுக்கு புத்தியில கவனம் போகும்போதே உடனே டீச்சர் என்ன பண்றா நீங்க ஸ்கூல்ல சொல்லுவே இல்ல என்ன அங்க பாருவ இங்க வா திரும்ப சொல்லுவலையா கவனம் அங்க போக கூடாதுன்றதுன்னு உங்களுடைய அது முகத்தை இப்படி அப்படி போனாலே முகம் போனாலே அவ கவனம் போன மாதிரி நீங்க நினைக்கிறேன் இல்ல இங்க மெய்ஞ்ஞானிகள் என்ன பண்றா உடம்பு அசைவ கிடக்கிறா மனத்து உள்ள கிடக்கும் பொழுது மனசைவுகளை கிடக்கிறாங்க எண்ணங்களை கிடக்கிறாங்க அப்புறம் உணர்ச்சிகளை கிடக்கிறாங்க புத்தியில அதுக்கப்புறம் கவனங்களை கிடக்கிறாங்க தனி பாவத்தையே வந்து யாருன்னு பார்த்தா பரம்பொருளா இந்த பாறை மாதிரி ஆன்மவிஞ்ஞானம் நிற்கிறது அச்சலமாக நிற்குது அப்போ என்ன அப்போ உடம்பு உடம்பை உடம்பு அசைஞ்சா என்ன உள்ளதான் அசையா பொருளை பார்த்தாச்சே புரியுதா அசையா பொருள் விநாயகர் மொத்தம் வந்து விநாயகர் பிடிக்குன்றான் மொத்தம் ஏழுமலையான் பிடிக்கின்றான் மொத்தம் விஷ்ணு பிடிக்குன்றான் எனக்கு வேற மாதம் பிடிக்கும்பான்றான் எல்லாம் வந்து விழிப்பு நிலையினுடைய இதே பூமியில உங்களுடைய முன்னோர்கள்ன்றவங்க சொல்லிக் கொடுக்கப்பட்ட நம்பிக்கைகள் தானே ஒவ்வொருத்தருக்கும் குல தெய்வம்னு வச்சிருக்கோமா இல்லையா ஒருத்தருக்கு வந்து ஸ்ரீரங்கம்னு இருக்கும் ஒருத்தருக்கு வேற ஏதாவது அருணாச்சலம்னு இருக்கும் இருக்கும் இருக்குமா இல்லையா ஒரு தெய்வம் இருக்கும் பொழுது எல்லாமுமே அதுதானே அதனால இங்கே வந்து எந்த இதுவுமே கிடையாது அதனால தெரிஞ்சு தெரிஞ்சிக்க வேண்டியது இப்படியும் வரலாம் இப்படி வந்தா பெரிய ரூட்டு ஆனால் நீ நேர இதுக்கு போனேன்னா விநாயகரே சந்தோஷப்படுறாரு நான் நடுவில் போஸ்மேன் மாதிரி வேலை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஒன்னு நீயா உன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்க புரியுதா அப்படி தான் நாங்கள் போய் முடியும் திஸ் இஸ் அவு திஸ் சைன்ஸ் இஸ் தி சைன்ஸ் ஆப் த அப்சல்யூட் ஓகேவா இப்போ நீ சொல்ல அ ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி நான் हेमंत இல்ல அப்படி நினைச்சிட்டேன் அப்போ நான் हेमंतல நான் யாரு ஆ சூப்பர் நான் யாரின்னு கேக்குறது யாரு हां கை குடு குடு கை அதான் கேக்குறாங்க அப்பதான் அப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் கிடைக்கல இன்னால மத்தவ கேட்டுட்டே இருந்தேன் பாத்தீங்களா பாத்தீங்களா பன்னெண்டு பதினாலு வயசுன்னு சொன்னால் எப்போ இன்னும் ரெண்டு வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சுருந்தா எப்படின்னு இருக்கும் இப்போ இந்த ஃபவுண்டேஷனில் ஒரு குழந்த ஸ்கூலுக்கு பொருது வச்சுங்க மேக்ஸ் கிளாஸ் மாறும் ஒரு நவரை அது போய்ட்டு போய்டும் அப்புறம் ஃபிசிக்ஸ் வரும் அப்புறம் ஹிஸ்ட்ரி வரும் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வரும் அப்புறம் மத்தியானம் சாப்பிட போவான் சாயந்தரம் விளையாட போவான் விதையை இல்லையா அப்போ இந்த கேள்வி கேட்கும்போது என்ன ஆகுது உனக்கு ஒன்றுமே இல்லாமல் போகிறதுன்றான் ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லாமல் போகிறது அப்சொல்யூட் மெமரி கரெக்டா இதுதான் படிக்க வேண்டிய விதமே பசங்க பசங்க எப்படி போயிருதுங்க ஸ்டில்னஸ் இஸ் ஹையஸ்ட் ஸ்பீடா இல்லையா இப்போ வந்து வெறும் பிளேனாக யூஸ் பண்றதில்ல ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு ஏன்னா அட்மாஸ்பீரிய கிழிக்கணும் அதுக்கு அவ்வளோ அதுக்கு அது அது எதுத்துண்டு போகணும் அது அந்த அட்மாஸ்பியரை கிழிக்கும் போது எரியவே எரிஞ்சிடும் உடனே அதை இது பண்ணணும் ஃபையர் எக்ஸ்டிங்கிஷரை போட்டு உடனே அணைக்கிறா அதுக்கு என்னென்னவோ மெட்டல்ஸ்லாம் வச்சு மேலே இது பண்ணுறா பேக் பண்ணுறா அதே மாதிரி ரீஎன்ட்ரி இல்லை திருப்பி இன்ட்டு எர்த்து அந்த எர்த்தனோட ஆர்பிட்டுக்கு வரும்போது அந்த ஸ்பேஸை கிழிச்சுட்டு வரணும் தக கொழுந்து விட்டு எரியும் அந்த ஸ்பே இதுவே ராக்கெட்டை உடனே ஹால்ட் ஆகணும் அதனால தான் பதினஞ்சு நிமிஷத்தில் போயிடும் போயிடும் கிலோமீட்டர் ஸ்பீடு தான் அவ்வளோவே கிடையாது டிஸ்டன்ஸ் கூட சுரக்கனு போயிடும் அங்கே போன உடனே என்னாகும் அப்படியே ஹால்ட் மிதக்கும் இப்போ ஓரியன்டேஷனே கொடுக்கூடாது ஈவன் அங்கே போய் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போய் இணையறதுக்கு எப்படி போனோம் மில்லி மீட்டர் மில்லி மீட்டரை தான் போனோம் முல்லாம போய் இல்லை இடிச்சிடும் இடிச்சு அதை புரியுதா மொத்தத்துக்கு அனர்த்தம் ஆயிடும் ஸோ அங்கே போனால் ஹால்ட் ஆயிடணும்ல அதை போல இந்த பூமியில உனக்கு எல்லா எக்ஸலன்ஸும் எல்லா குழந்தைகளுக்கும் வேணும்னா உள்ள வந்து கம்ப்ளீட் ஸ்டில்னஸுக்கு போற ப்ராக்டிஸ அவங்க எடுத்துட்டாங்கன்னா இந்த பூமியே சுபிக்ஷமா இருக்கும் இங்க வந்து ஏன்னா இத பண்றது எது உன்னோட புத்தி அது வந்து நேர தலைவனை போய் பார்க்கறது ஆன்மஞானத்தை அது சயின்ஸ் ஆஃப் அப்சல்யூட்டை போய் பாக்குறது புரியுதா உள்ள உனக்குள்ள நீ நானே யாரு பாக்குறவனே யாருன்னு விசாரிச்சல இந்த கேள்வி கேட்குறவன் யாரு கேட்கணும் யார் கேட்கணும்னு ரிக்ரெஸ் பண்ணிட்டே போனேரில்ல அங்கே போனால் எல்லா இடத்துலேயும் சைலன்ஸாக தானே போய் முடிஞ்சிது இப்போ என்ன இருக்கும் அந்த புத்தி வந்து அதாவது நல்லா தொடச்சி கிளீன் பண்ணி வச்ச ஒரு மைக்ரோஸ்கோப் மாதிரி இருக்கும் அது வழியாக பார்த்தன்னா அப்படியே பெருசாக தெரியும்ல பவர்ஃபுல் ஒரு பைனாக்குலரை கொடுத்தா ஸ்டாரே பக்கத்தில் தெரிஞ்சதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடும்ல அந்த புத்திக்கு அகப்படாத ஆப்ஜெக்டிவ் சயின்சஸே இல்லை எனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கல்ல எனக்கு இப்படிதான் வந்தது எல்லாம் நான் உள்ளே பார்க்கும்போது எல்லா சயின்ஸும் ஓப்பன் ஆகிண்டே இருக்கு ஓ இது இப்படி தான் பொழுது இது இப்படி தான் பழுக்கு இது எவ்வளோதான் சொல்லிட்டு இருக்கிறது அக்னாலேஜ் பண்ணிட்டு இருக்கிறது மெய்பொருள் அடங்கிட்டேன் ஏன்னா அதை பார்த்த பிறகு இங்கே ருசி இல்லை சும்மா மற்றவா எல்லாருக்கும் போகணும் போ தெரியுது அங்கே தான் கருணா வருது நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் இல்லை இதுவாவோ இருந்துட்டு அதனுடைய ஃபுல் இது வந்து ப்ளோ இருக்குல்ல அதுதானே சந்நிதின்னு சொல்கிறேன் இதுதான் இவன்கிட்ட நடந்த அற்புதம் இது ஆக்சுவலா பிரபஞ்சத்துக்கு நடந்த அற்புதம் இனிமேல் எல்லாமுமே உனக்கு தினம் நீயும் பண்ண புரியுதா சும்மா இந்த மாதிரி கேள்வி வந்தா கூட அந்த கேள்வியை கூட விட்டுடும் விட்டுட்டு வெறும் அந்த இடத்த பார்க்கற உள்ள புரியுதா கண்ண முடினு தானே பண்ண அதே மாதிரி கண்ணை முடின்னு பண்ணு அதுக்கப்புறம் நீ ரிலாக்ஸ் பண்ணிட்டு போலாம் அப்புறம் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது காலை எப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும் மூச்சை பார்க்கணும் ஆப்ஜெக்டே கிடையாதுப்பா நீயே ஆப்ஜெக்ட் இல்லைன்னா உன் உடம்பே ஒரு ஆப்ஜெக்டாக உட்காந்து பண்ண போகிறது இல்லைன்னா மெடிடேட்டரே கிடையாது நீ பொறுமா இது மெடிடேஷன் கிடையாது மெடிடேட்டர்லஸ் மெடிடேஷன் அப்படி வேணால் எடுத்துக்கோ சரிதா ஹேமந்த் இல்லாத தியானம் ஹேமந்தை தீக்கிற தியானம் ஒழிக்கிற தியானம் சரியா இதை பண்ணேன்னா அஞ்சு சப்ஜெக்ட்லேயும் நூற்றுக்கு நூறு ஹண்ட்ரட் பர்சன்ட் மெமரி கன்ஃபியூஷனே கிடையாது விளையாட்டுலையும் அப்படிதான் இருக்கும் எல்லா எந்த இதை தொட்டாலும் அப்படி வந்துடும் இதுதான் வந்து பசங்க எல்லாருக்குமே நடக்கணும் சரியா முடிச்சப்போமா ஆ சொல்லுங்க ரொம்ப ரொம்ப நன்றி எங்களோட சின்ன சின்ன டவுட்ஸுக்கு இப்பவும் பொறுமையாக எங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு நாங்கள் எடுத்து எப்படி சொல்றது இந்த பிறவிக்கும் ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சது உங்க உங்களோட ஒரு இன்ட்ராக்ஷனோட அந்த குரு பார்வையோட எங்கள் பயணத்தை நாங்கள் தொடர்கிறோம் எல்லாருக்கும் பரப்போங்க உங்க ஸ்கூல்ல பரப்போங்க எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போனோம் நம்ம எல்லாருமா சேர்ந்துதான் எடுத்துட்டு போனோம் இது அப்பேற்பட்ட இது ரொம்ப இன்டெலக்சுவலைஸ் ஆயிட்டோம் அதனாலதான் போட்டா போட்டி எல்லாமே அந்த மாய லோகல்ல போய் மாட்டிட்டு அதுல இருந்து ஒரு ஒரு தெளிவு இக்கே எல்லாமே பண்ணிடுவோம் ஒவ்வொரு நான் பாத்துட்டே இருக்கேன் அதுல ரொம்ப அறேறே ஒரு புரொடக்ஷன்ல இந்த சிஸ்டம் வீடியோஸ்லாம் பாத்துட்டு இருக்காங்க அவங்க கோச்சிங் தானா அவங்க கூட்டிட்டு வரலையா என்ன புரியல நான் ஒரு செல்வாக்குல இருக்காம நீ எல்லா மாங்குறோம் ஈவன் வந்த லைக் மைண்ட்ட் ஸ்டூடண்ட்ஸ் உங்களுடைய டீச்சர் फ्रेंड्स சसाइटीல எல்லா ஸ்டேட்டஸ்மேஷன் வந்து இங்க அதாவது இங்க வந்து போய் உட்காருறோம் சத்தத்தကြီး பேசி உட்காருறோம் உள்ளே எல்லார தூங்கறோம் ஊதியச்சுச்சு சரி சரியா கீழ ஆபாயிண்ட் ஒரு ஒரு என்ன நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இல்ல அதெல்லாம் புரியுது பொதுவா தான் பொதுவா தெரியும் okay okay இப்ப சந்தோஷம் தான் இப்ப சந்தோஷம் ரொம்ப தேங்க்ஸ் உங்கள லஞ்ச டைம் ஏ செ தேங்க்ஸ் இல்ல நான் என்ன சொல்றேன்